ஒரு கடமையை செய்வது மட்டும்தான் உங்கள் வேலை பலனை கொடுப்பவன் யார் வித்யா நான் இப்போ தான் மகாவிஷ்ணு பிரதரோட சேலம் கிளாஸ் அட்டன் பண்ணேன் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அதுக்கப்புறம் எப்படி இருந்தேங்கிறது தான் என்னோடய மாற்றமே என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லா நிறையா விஷயம் எனக்கு தெரியும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் புரிஞ்சிக்கிட்டு தான் நடக்கிறேன் அப்படின்னு நான் நம்பிகிட்டு இருந்தேன்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 அந்த விஷயத்தில் வந்து மகாவிஷ்ணு பிரதர் வந்து எவ்வளோ எப்படி அவ்வளோ ஈஸியாக ஒரு எல்லாத்துக்கும் புரிய வைக்கிற மாதிரி பேசுறாருன்னு தெரில ஆனால் என்ன பேசுறாரு எப்படி பேசுறாருங்கிறத விட என்ன பேசுறாருங்கிறது தான் முக்கியம் கண்டிப்பாக அதை எடுத்துக்கிட்டு அதன்படி நம்ம நடந்துக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக ரொம்ப ஆனந்தமாக இருக்குன்னு நான் நம்புறேன் குருவே சரணம் சாப்பாடு போடுற மாதிரி உலகத்திலே மிக சிறந்த விஷயம் எதுவுமே கிடையாது மிக சிறந்த விஷயம் உலகத்தில் எதுவும் கிடையாது சொல்லட்டுமா உலகத்துல எந்த பொருள் ஒரு உயிர் கொடுத்தாலும் போதுன்னு சொல்லவே மாட்டான் சாப்பாடு போட்டு பாருங்க போதுங்க ரோட்ல ஒருவேளை சாப்பாடு சாப்பிடறேன் அவனுக்கு அது நல்ல உணவை கொண்டு போய் கொடுக்கும் போது அதை சாப்பாடு சாப்பிட்டோன்னே காது அப்பதான் ஓபன் ஆகும் அவனுக்கு முதல்ல கண் அப்பதான் நல்லா தெரியும் அவனுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சு காது ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆத்மா அப்படியே சந்தோஷமா அவங்கள வாழ்த்தவே நல்லா இருப்பே வேண்டாம் அந்த ஆத்மா ஓபன் ஆயிடுச்சு திதி கொடுத்தாலும் தாத்தா பாட்டியும் போய் சேர மாட்டாங்க ஒரு நாள் தான் ஒவ்வொரு நாளும் திதி கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க ஏதோ போய் கடமைக்கு போய் அப்பாயின் டைமுக்கு போய் திதி கொடுக்கறீங்க உங்க திருப்தி தான் திதி கொடுக்கறீங்க அவங்களுக்கு ஒன்னும் பண்ண முடியாது திதியை வச்சு நினச்சு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அன்னதானம் கொடுக்கிற வரைக்கும் சாப்பாடு நீங்க சாப்பாடு போடுற வரைக்கும் உங்களது வாழ்வை வேற யாருன்னு நினைச்சாலும் அன்னதானத்துக்கு இருக்கிற மாதிரி கிடையாது புரட்டி போட்டுரும் தலகீழா புரட்டி போடுங்க எப்பேற்பட்ட கருணவனைகள் இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அன்னதானத்திற்கு உண்டு கவனமா போடணும் அன்னதான சாப்பாடு போடும் போது அதையும் அந்த புண்ணியம் உங்களை சேர்ந்துக்கும் பிடிச்சுக்கும் இறைவன் எங்கேயோ இருந்து வருமானம் வருது ஒரு உயிருக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்கறவங்க அவன் தான் பொருளை கொடுக்கறவனும் அவன் அந்த உயிரை காட்டுறவனும் அவன் இந்த என்ன ஆகும்னா எந்த எந்த தன்மை இதுக்கு முக்தி கிடைக்குமான்னு கேட்காதீங்க கேட்கவே கூடாது நீங்க இந்த கேள்வி அங்க எதிர்பார்ப்பு வந்துருச்சுனாவே ஜாலியா பண்ணணும் எப்படி பண்ணும் அப்படி ஜாலியா போனோம் எந்த வித எதிர்பார்ப்பு போங்க கொடுங்க ஹாப்பியா இருங்க சுத்துங்க போங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க வீட்டுல இருக்கிறத பேக் பண்ணுங்க போங்க அது ஒரு ஹாபிடாவே மாத்திருங்க கடமையை செய்வது மட்டும்தான் உங்கள் வேலை பழனியை கொடுப்பவன் யார் அவனா அது எப்ப கொடுக்கணும் யாரு கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்னு முடிவு பண்ற அவன் மட்டும்தான் அடுத்த நினைச்சு புறாமப்படாதீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கணும் இருக்கோ அது மட்டும்தான் கிடைக்காது அதை தாண்டியும் கிடைக்கும் அது கிருஷ்ணர் கொடுக்கறா சிவன் கொடுக்கிறாரா மகாவிஷ்ணு கேட்காதீங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு அருட்பிரிஞ்சோதி ஆண்டவரா அதெல்லாம் எனக்கு தெரியாது நம்மளுடைய அன்னதானம் கொடுக்கணும் இத சாதாரணமா நினைக்காதீங்க சாப்பாடை தயவு செஞ்சு சாதாரணமா நினைக்காதீங்க உங்க வாழ்க்கை மாபெரும் மாற்றத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த வல்லமை அன்னதானத்திற்கு உண்டு அகத்தியர் என்ன தெரியுமா சொல்றது ஒருவனிடம் இறை நம்பிக்கையே இல்லை என்றாலும் பரவாயில்லை இல்லை என்றாலும் பரவாயில்லை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்றும் வந்துவிட்டது என்றால் எப்படி சிந்தனை போதுன்றார் தான தர்ம சிந்தனை பண்ணிடுவார் அவர் தான தர்ம சிந்தனை மட்டும் வந்துவிட்டது என்றால் இவன் இறைவனை தேட தேவையில் தேடி ஓடி வந்து விடுவார் மிக்க மகான்கள் போட்டு எங்க போனாலும் பாதுகாத்து நிற்கும் எந்த அசம்பாவிதமும் உங்களுக்கு நடக்காது எந்த தீய சக்தியும் உங்களை நெருங்காது அப்படி பாதுகாப்பாங்க எப்போ இன்னொரு உயிர்மேல நீ அளவு தொடர்ந்து அன்போடு இருந்து எந்தவித எதிர்பார்ப்புகளாக சாப்பாடு போடும் போது மாறி இருக்கீங்க நீங்க அப்படி இருக்கும் உங்களோட உணர்வு நிலையை கவனிச்சீங்கன்னா ஹாப்பியா இருக்கும் அது சாப்பாடு போடுறத பத்தி எதை நேரம் பேசலாம் நினைக்காதீங்க உங்க மொத்த வாழ்க்கையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன்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 மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள் அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம் பல உயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்திருக்கோம் பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அஹ் கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கோம் ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல நீங்கள் அனுப்பும்போது நிர்பந்தம் வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அணைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகள் அல்லையே இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும் போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்